ONCE ONCE MORE! Once MORE! இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் நீங்களும் எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கேன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்ப அந்த கேன் மாஸ்டர் பண்ணிக்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பெக்ட்ரிஷோவில் பதினாறு ஸ்ட் ஒம்பதுன்றிருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பாருங்கள் இமேஜ் இருக்கும் அதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிங்க நான் எந்த இமேஜ் நீங்கள் செட் பண்ணுறோம் அதேமாதிரி இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க செட் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இண்டோ ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு எடிட் பண்ணணுமோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு பிஎம்ஜி இமேஜ் வந்து போகிறோம் அதனுடைய அதுக்கு நீங்க எடுத்துக்கீங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் எப்படி காட்டுதோ இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் இது நீங்கள் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற மாதிரி அதை நீங்கள் இப்படி எடுத்துவிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி இந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணிவிட்டு இது வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது இந்த அளவுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணி நான் எந்த அளவுக்கு நகர்த்தனும் அதே மாதிரி வலது பக்கமாக நகர்த்துங்க நகர்த்திக்கிட்டு மறுபடி நீ கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இதை அப்படி இடது பக்கமாக இப்படி நகர்த்தி கொண்டு ஓகேங்களா இந்த இவ்வளோ இடது பக்கமாக இவ்வளோ உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் நகர்த்தி வைங்க ஓகேங்களா மறுபடி கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வலது சைடில் நகர்த்திட்டு வாங்க கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இடது பக்கமாக நகர்த்தி இப்படி நீங்கள் எல்லா சைடும் ரெண்டு பக்கமும் நீங்கள் இப்படி நகர்த்திங்க ஓகேங்களா ஓகேங்களா நகர்த்தின பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் கார்டாக நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பிஎன்ச் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அது நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒரு தடவை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இலது சைடு பார்த்தீங்கன்னா அதில் கிராப்பிங் இருக்கும் மூணாவது ஃபர்ஸ்ட்டு கத்திரி என்றால் பாக்ஸ் மூணாக அதுக்காக கிராப்பிங் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்க ஓகேங்களா கட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகே நீங்கள் அதுமாரி எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுது இதே மாதிரி தான் காட்டு கீழே ஏற மாதிரி இருக்குது உங்களுக்கு அட்ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நீங்கள் அந்தளவுக்கு இதை நீங்கள் பெருசாக்கலாம் ஓகேங்களா நான் இந்தளவுக்கு பெருசாகணும் அந்த அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக்கி இந்த இடத்துல எப்படி செட் பண்ணுங்க ஓகேங்களா அதான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் செட் பண்ணிட்டு இது வீடியோ இன்றதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோ அப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அகே நீங்கள் இடது பக்கத்தில் உள்ள சாவி வலதுபுறமா நகர்த்தற் பண்ணி கொஞ்சம் இடதுபுறமாக நகர்த்துங்க ஓகேங்களா இடதுபுறமாக நகர்த்திட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு அகை நீங்கள் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு பிடிச்சவங்களோட இமேஜை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் எடுத்துங்க ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு எப்படி ஜூம் பண்ணி இந்த இடத்துல எப்படி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் இதில் சென்ட் பேக் கொடுத்துருங்க ஓகேங்களா சென்ட் பேக் கொடுத்த பிறகு அடுத்து இதை வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அதை நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு அதே நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அதுக்கு நீ லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போயிட்டு அதுவும் பேக் விமான இமேஜ் எடுத்துங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் இந்த இமேஜை இந்த இடத்துல செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு இந்தளவுக்கு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் இது பக்கத்தில் இருக்கும் அதில் போயிட்டு சென்டூ பேக் கொடுத்தோம் ஓகேங்களா சென்ட் டூ பேக் கொடுத்த பிறகு வீடியோ எடுத்து அப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வந்த பிறகு பிஎன்ஜி ஆட் பண்ண போறோம் டிஸ்கிரிப்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி லேயர்ல போயிட்டு மீடியில் போயிட்டு டவுன்லோட்ல போயிட்டு அதை நீங்க எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அகெயின் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க நீங்கள் வரது சைடு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்மா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கப்படி ட்ராக் பண்ணிவிட்டீங்க ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகே நீங்கள் அந்த டெம்லெட்ல ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளசில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்தப்படி நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கலர் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு எடுத்து ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்க அது மேல ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு என்ன அளவுக்கு வே அந்த அளவுக்கு நீங்க இப்டி வந்து ஜூம் பண்ணி இப்டி செட் பண்ணுங்க ஓகேங்களா நான் எப்படி செட் பண்ணா அதே மாதிரி நீங்க செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு நீங்க வலது பக்கம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனா அதுல ब्लেন্ডிங் இருக்கும் அதை நீங்க সিলেক্ট பண்ணுங்க সিলেক্ট பண்ணிட்டு அதுல அப்படியே கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனா அதுல ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்க সিলেক্ট பண்ணிட்டு மேல டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இதுல ஒரு பாரி இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவை அந்த இடத்துல இதை அப்படியே செட் பண்ணி வைங்க நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன் ஓகேங்களா செட் பண்ணிட்டு இது வீடியோ எண்டுதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு ஓகேங்களா மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அது நீங்கள் எடுத்துக்கிங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அகைன் நீங்கள் அதுமாரி ஒருத்தருவேன் கிளிக் பண்ண ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் எடுத்து வாங்கலாம் டிகாப்ஷன் கொடுத்தப்பட அகே நீங்கள் லைட்டை இது மூவ் பண்ணி கொண்டு மூவ் பண்ணி கொண்டு உங்களுக்கு லைனிங் தெரியும் ஓகேங்களா இந்த லைன் தெரிஞ்ச உடனே நீங்கள் அதுமாரி ஒருத்தரவை கிளிக் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்தளவுக்கு இது அப்படி லைட்டை அப்படி சின்னதாக்கிங்க ஓகேங்களா சின்னதாக்கிட்டு இந்த பார்க் மாதிரி எப்படி செட் பண்ணுங்க அது பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா அந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கட்டும் அது நீ கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க இப்போ நான் பையனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதனால் அந்த ஃப்ரேம் வந்து எடுத்துங்க அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாக்ஸ்மாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதையும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மேலே டிக்காப்ஷன் காட்டும் அதுன்னு கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகை நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்னு இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அகை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் செலெக்ட் பண்ணிவிட்டு இது வீடியோ என்க்கு அப்படியே ட்ராக் ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே டிக்காப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கொடுங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு அகை நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிணுவாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான வீடியோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்கணும் அப்படின்னா இதை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பிளே பண்ணி பாருங்க யார் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சமையான ஒரு வாட்ஸ்அப் செட்டஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆரமாக இருக்குது அதை டவுன்லோட் ஆப்ஸ் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்து இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனல் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்